அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீடர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பண்ணாரியம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறேங்க சத்தியமங்கலத்தில் உள்ள பண்ணாரியம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் வெள்ளிக்கிழம அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருந்தது வளர்பிர வெள்ளிக்கிழக்கிழம அணிக்கு அங்கே இருந்தோம் நாங்கள் ஆனால் ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு மார்னிங் வந்து டைம்ல ரொம்ப க்ரௌடா இருந்தது ஆனால் அங்கே எல்லாருமே வந்து ரூபா நோட்டு எல்லாம் எண்ணிட்டு ஒன்ஸ் வந்து அது எண்ணுவாங்களாம் அதுக்குன்னு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க அப்ப என்னட்டு இருக்கும்போது தான் நாங்க பார்க்க அதுக்குண்டான வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இப்ப இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க அப்ப கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப மாலை போட்டிருக்காங்க இல்லைங்களா சபரிமலை மாலை போட்டிருக்காங்க அவங்க நிறைய பேர் வந்து மேல்மருவத்தூர் போற குரூப் எல்லாருமே வந்து பண்ணாரியம்மனை விசிட் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க அப்ப அதனால வந்து மார்னிங் டைம்ல ரொம்ப க்ரௌடா இருந்தது அப்ப ஷூட் எடுக்க முடியல இப்போ ஆப்டர்நூனுக்கு மேலே வந்து ஃப்ரீயாக எண்ணிட்டு இருக்கும்போது நான் கேமரா வச்சு ஷூட் பண்ணேன் அதுதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா இருந்ததுங்க சாமி நல்ல தரிசனம் பண்ணோம் மூணு தடவை தரிசனம் பண்ணோம் மார்னிங் ஒரு தடவை மதியம் ஒரு தடவை ஈவினிங் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம் நல்லா சாமி போய் கிட்ட பார்த்தோம் நீங்க அதனால போறதா இருந்தீங்கன்னா கூட ஈவினிங் பிளான் பண்ணுங்க அதாவது ஃபோர் ஓ கிளாக் அங்கே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும் மார்னிங் போகும்போது கூட்டம் அதிகமா இருக்கும் க்ளோஸ் பண்றது அதெல்லாம் கிடையாது நீங்க எந்த டைம்னாலும் சாமி பாக்கலாம் அதனால அபிஷேகத்துக்கு நீங்க கூட அங்க போய் புக் பண்ணிக்கலாம் நீங்க புக்கிங் செக்ஷன் எல்லாம் இருக்கு நீங்க ஈவினிங் டைம்ல அந்த அபிஷேகம் எல்லாம் என்னன்னு கேட்டுட்டு அங்கே புக்கிங் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க டீடைல புக்கிங் பண்ணிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நீங்க வரலாம் நாங்கள் நல்லா திருப்தியாக பார்த்தோம் மூணு முறை சாமி நல்லா பார்த்தோம் அங்கேயேதான் இருந்தோம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க அந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அதான் அந்த ஈவினிங் டைமுக்கு மேலேதான் அந்த வீடியோ எடுத்தோம் கிளிப்பிங்ஸ் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமௌண்ட் அந்த அமௌண்ட் எல்லாம் கோயில் ரூபாயெல்லாம் எண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஷூட் எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் வாட்ச் பண்ணுங்கள்